வணக்கம் வி வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் மாவட்டத்திலிருந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சிங்கிள் கலரில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸ் collections தாங்க இதெல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கமிங் சில்க் மார்க் சர்டிஃபைட் வார்பன் விஃப்ட் ரெண்டு போர்ஷன்லேயுமே பியூர் சிக் வச்சு மேக் பண்ணுறதுனால ஒவ்வொரு சாரி கூடியும் கண்டிப்பாக சில்க் மார்க் லேபிள் அட் பண்ணி தருங்க ஃபர்ஸ்ட் சாரியுடைய கோட் ஃபைவ் எயிட் நைனுங்க ஃபுல் சேரீ ஒரே கலருங்க பிங்க் ஷேடு லைட் பிங்க் ஷேடுங்க பாடி ஆஃப் தி சாரி பல்லுவன் ப்ளவுஸ் எல்லாமே ஒரே கலருங்க பிளைன் ப்ளவுஸ் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா சாரிக்குமே பிளைன் ப்ளவுஸ் தான் வரப்போகுங்க பல்லுவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்டட் சரி இருக்கும் பாடி போஷனில் வர மோட்டிவ்ஸ் கோல்டன் டெஸ்டட் சரியில ஒரு ரோவும் சில்வர் டெஸ்டட் சரியில ஒரு ரோவும் வர மாதிரி மேக் இருக்குங்க இந்த சாரீஸில் யூஸ் பண்ணுற சாரி டெஸ்டட் சரி ஹாஃப் ஐன் சரி நெக்ஸ்ட் சாரி mango yellow, ஃபைவ் நைன் ஜீரோ உங்கள் சாரீ கோட் இந்த சாரீஸ் லென்த் பாத்தீங்கன்னா இருக்கும் இன்குலிங் ப்ளவுஸ்ங்க வித தி சாரி ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் இன்ஸ் எவ்வளோ வரும் வெயிட்னா அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் வரும் வெரி வெரி லைட் சாரீஸ் ஆன ப்யூர் சிக் சாரீஸ் கம்பல்சரி ஒவ்வொரு சாரி கூட சில்க் மார்க் லேபிள் அட்டாச் பண்ணி தருங்க பாடியில வந்து இருக்க மோட்டிவ் இன்னர் லேயருக்கு மட்டும் வராதுங்க இந்த வீடியோ ஷோ பண்ற சாரீஸ் பிரைஸ் செக்மெண்ட் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லி ஆறாயிரத்து இரநூறுவாய் மட்டுமே ஆறாயிரத்தி இரநூறுவாய்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட்டும் அவைலபிள் இருக்குது ரிட்டன் பாலிசி பொறுத்த சாரி ஏதாவது டேமேஜாக வந்துச்சுன்னா மட்டும் ரிட்டன் அக்செப்ட் பண்ணுறோம் அன்பாக்சிங் வீடியோ மஸ்ட்டுங்க அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணிக்கோங்க டேமேஜஸ் இருக்கிற அந்த வீடியோவிலையே அதை காட்டுங்க கஸ்டமர் கேர் நம்பருக்கு அதை அனுச்சி கொடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்குறதும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபைவ் நைன் ஒன்னுங்க சிமெண்ட் எல்லா சாரிக்குமே பார்த்துட்டிங்கன்னா பல்லு போர்ஷனில் பண்ணியிருக்கிறது கிராண்ட் ஜரி ஒர்க்கில் கோல்டன் டெஸ்ட் ஜரி ஒர்க்குங்க பாடி போர்ஷனில் வர மோட்டிவ்ஸ் கோல்டன் சில்வரில் ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் வர மாதிரி மேக் பண்ணியிருக்குங்க ஃபைவ் நைன் டூ ராயல் ப்ளூ ஃபுல் சாரி ஒரே கலருங்க ராயல் ப்ளூ எல்லா சாரிக்குமே பிளைன் ப்ளவுஸ் தான் வருதுங்க புக்கிங் ப்ரொசீஜர் பொறுத்த சாரி சாரியுடைய கோடு எங்களுக்கு WhatsApp பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க நீங்கள் WhatsApp பண்ண வேண்டிய நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் சிக்ஸ் இந்த டீடெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் சாரி 593 நைன் த்ரீ மஸ்டர்ட் எல்லோ ஃபைவ் மஸ்டர்ட் கலருங்க நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொன்னாவோ கால் பண்ணி இருக்கான்னு கேட்டாவோ கம்பல்சரி எங்களால் பதில் சொல்ல முடியாது அதுக்கு நீங்கள் வந்து புக்கிங் வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டைம் ஒரே ஒரு டைம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை பார்த்துக்கங்க அந்த நம்பர் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா க்ரூப் லிங்க் கொடுப்போம் க்ரூப்பில் கூட வந்து நம் நம்ம டெய்லியுமே யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுற சாரீஸ்னுடைய ஃபோட்டோஸ் குரூப்லையுமே அனுப்புகிறோங்க வித் ப்ரைஸோடு அனுப்புகிறோம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தா கூட ஃபோட்டோ பார்த்து கூட நீங்கள் வாங்கலாம் வீடியோ பார்த்தே தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் வாங்குகிற சாரிக்காய்ச்சும் வீடியோ கம்பல்சரி பார்த்து வாங்குங்க ஏன்னா ஒரு டபுள் ஷேட்ஸ்லாம் ஃபோட்டோவில் எக்ஸாக்டாக வராதுங்க அதனால் கம்பல்சரி வீடியோ பார்த்து வாங்குங்க அட்லீஸ்ட் நீங்கள் வாங்குகிற சேரீக்காச்சும் வீடியோ பார்த்துட்டு வாங்குங்க ஃபைவ் நைன் ஃபோருங்க ஷேட் புக்கிங் வாட்ஸ்அப் அவைலபிளும் அவாய்ட் உங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க மார்னிங் டென் டு ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் கால்ஸ் பிக் பண்ணுறதுக்கு அவைலபிள் இருக்காங்க நீங்கள் அந்த டைமிங்கில் கால்ஸ் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் டவுட்ஸ் கிளியர் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சாரி ஃபைவ் நைன் சிக்ஸுங்க க்ளாமர் க்ரீன் கலர் ஃபைவ் Sundays and Government Holidaysல மட்டும் Customer Care Number available இருக்க மாட்டாங்க அந்த டைமிங்கில் உங்களுக்கு எதாவது கொரீஸ் இருந்தாலும் கஸ்டமர் கேர் நம்பர்லேயே நீங்கள் WhatsApp குறி கூட பண்ணலாம் WhatsApp பண்ணிடுங்க உங்களுக்கு எதாவது doubts இருக்கிறத WhatsApp பண்ணால் கூட ரிப்ளை கிடைக்கும் ஃபைவ் நைன் செவனுங்க ீபேமெண்ட் மோட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா அக்கவுண்ட் பேன்பே கூகுள் பேடிஎம் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணும் யூஸ் பண்ணி பே பண்ணலாம் இந்த சாரி பொறுத்த வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்குங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறோம் அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் புக் பண்ணும் போதே பே பண்ணணுங்க Peacock Peacock Green, Five, nine, eight, Peacock Green. International available e based on the country. Package பிக் கிரீன் ஃபைவ் நைன் எய்ட் பிக் கிரீன் இன்டர்நேஷனல் இருக்குமெண்ட்டு தானே தவிர எந்த ஒரு கஸ்டம் ட்யூட்டி டாக்ஸ் இன்க்ளூட் பண்ணி சொல்லல உங்களோட Customs Duty கஸ்டம்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா கம்பல்சரி அதை நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் 599 டபுள் மெஜந்தா எல்லா சாரிக்குமே பிளைன் பிளவுஸ் தான் வருதுங்க கேஷ் ஆன் டெலிவரி மோட்ல புக் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா ஒரு சாரி மட்டுமே ஆன்டைமில் புக் பண்ணிக்க முடியும் புக் பண்ண சாரி ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த சாரி புக் பண்ணிக்க முடியுங்க நெக்ஸ்ட் சாரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் பெய்ஜ் கலர் சிக்ஸ் ஹண்ட்ரட் சாரீ கொடுங்க சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் ஃப்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒன் பிங்க் கலர் சிங்கிள் கலரில் இருக்கக்கூடிய பார்டர்ல தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் நியர் அபவுட் டென் சாரிஸ் வந்து ஷோ பண்ணுறதுக்கு இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரி வரும்போது சாரியுடைய கோடை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க டிஸ்பேச்சிங் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் வெரி நெக்ஸ்ட் டே நம்ம டிஸ்பேச் பண்ணுறோங்க வித் இன் தமிழ்நாடு டூ டேஸ்லேயும் அதர் ஸ்டேட் ஃபோர் டேஸ்லேயும் அதர் கண்ட்ரி செவன் டேஸ்லேயும் உங்க கை கிடைக்கிற மாதிரி அனுப்பிச்சு கொடுக்கறோம் அது நீங்கள் ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனில் புக் பண்ணாலும் சரி கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணாலும் சரி இதுதான் ப்ரொசீஜருங்க சிக்ஸ் ஜீரோ டூ சாரீ கோட் பர்பிள் ஷேடுங்க சிக்ஸ் ஜீரோ டூ ஸாரீ கோட் பேர்பிள் கலர் இது எல்லாம் ஹேண்ட்லூம் மேட் அப்படிங்கிறதுனால நம்ம மேக் பண்ணுறதே யூனிக் பீசஸ் மட்டும்தான் இந்த கலரில் பார்த்துட்டிங்கன்னா இந்த டிசைன் ஒரே ஒரு சாரி தான் இருக்குங்க ஸோ வேணுங்கிறவங்க ஆன் டைமில் வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஒன் சோல்டு அவுட் அப்படின்னா சேம் சாரீ அகைன் கன்ஃபார்மாக கிடைக்காதுங்க சிக்ஸ் ஜீரோ த்ரீ ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்ஸ்டு டோன் ப்ளூ டாமின்டாக இருக்கும் நேரில் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் வீடியோவில் ஷோ பண்ணுற சேரீஸை மட்டும் கேட்க வேண்டாம் ஆனால் இதே பேட்டர்ன்லையோ இந்த மாதிரி ஸ்டைல்லேயோ எங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நேரில் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் இருக்குங்க சிறுமொய் ஷாப்பில் மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிள் இருக்குது நியர் அபவுட் தௌசண்ட் சாரீஸ் சாஃப்ட் சில்கில் மட்டும் அவைலபிள் இருக்குங்க எங்ககிட்ட ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் ரேஞ்சஸ் பியூர் சில்க் சாரீஸ் வார்பன் ஃபிஃப்ட் ரெண்டுலையுமே பியூர் சில்க் வச்சு மேக் பண்ணேன் சில்க் மார்க் அட்டாச் பண்ணி தரக்கூடிய சாரீஸ் மட்டுமே இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க அந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் தாராளமாக வந்து ரிசீவ் வந்து பார்க்கலாங்க காஃபி ப்ரவுன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் காஃபி 605 pink and orange mixed tone dual tone நேரில் வந்து பார்க்கணுங்கிறவங்க கவர்மெண்ட் ஹாலிடேஸ் சண்டேஸ்லையும் அவைலபிள் இருக்கும் நீங்க ஜஸ்ட் முன்னாடி மட்டும் கேட்டுட்டு வந்துக்கோங்க சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் சாரிகோட் பிங்கிஷ் ஆரெஞ்ச் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் பெய்ஷ் 6200 रुपीस इंडिया शिपिंग फ्री कैश इंटरनेशनल इंटरनाशनल शिपेजा रिटर्न आप्शन सेवन रिक्सोट रूप